பாட்டியாக்கிட்டா வந்து என்ன மாட்டிட்டு சின்ன மனசுல உன்ன வச்சு கூட்டுனேன் உன்னோட துளசு சத்தத்தை உன்ன மாத்தினேன் சொல்லை சொல்லவா கதையில இருப்போம் மாமா கருப்புள்ளவா நீ எனக்கு கிடைச்சிட்டா கதவுளுக்கு சோசரும் பொம்மாக்கா இருக்குனு கேடா தெருமனை பார்த்திரும்